எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல சூப்பர் சூப்பரான உங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்குங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரே கலரில் இருக்கக்கூடிய சாரீஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுவும் ப்யூர் சாஃப்சல் சாரிங்க ஹேண்ட்லூம் மேடுங்க ஒவ்வொரு சேரீ கூடையும் கட் ஆகியும் சில்க் மார்க் டேக் வந்துடும் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது லைட் லேவண்டர் கலர் லைட் லேவண்டர் கலர் ஸாரீ ஃபுல்லாகவே ஒரே கலர் தாங்க கோல்டு அண்டு சில்வர் டஸ்டு சரி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் புட்டாஸில் ஸாரீ நம்பர் எயிட் த்ரீ இதுக்கு முன்னாடி பார்த்தது 835, த்ரீ ஃபைவ் இப்போ நம்ம பார்க்கறது எயிட் இது வந்து டபுள் ஷேடுங்க ராமர் கிரீன் கலரில் இருக்கும் டபுள் ஷேட் உங்களுக்கு இந்த டசில்ஸில் பார்த்தாலே தெரியும் அது வந்து டபுள் ஷேடில் இருக்கு அப்படிங்கிறது சாரியோட லெந்த கண்டிப்பாக சிக்ஸ் பாயிண்ட் டூ மீட்டர்ஸ் இன்க்ளூடிங் இருக்குங்க ப்ளவுஸுடைய லென்த்து எபவ் செவன்ட்டி சென்டிமீட்டர் வித் ஆஃப் தாரி ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் சாரியுடைய ப்ரைஸ் 6,000 தௌசண்ட் ருபீஸ் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கில் ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு கிடைக்கும் சாரீ நம்பர் எயிட் இந்த வீடியோவில் நம்ம நியர்லி 20 ஸாரீஸ் பார்க்க போகிறோம் இந்த 20 ஸாரீஸில் எந்த ஒரு சாரீ நீங்க பர்ச்சேஸ் பண்ணாலுமே அதோடைய ப்ரைஸ் சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் ஒன்றும் இல்லைங்க அதனால் ஈச் அண்ட் எவ்ரி சாரீக்கும் நம்ம ப்ரைஸ் சொல்ல வேண்டியதில்லை அதனால தான் ஒன் ஆர்ட் டூ டைம்ஸ் மட்டுமே நம்ம சொல்கிறோம் ப்ரைஸ் சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் இந்த சாரியோடைய கலர் ப்ளூ கலர் லைட் ப்ளூ இந்த சேரீ கோல்டு அண்ட் சில்வர் டெஸ்ட் சேரீல புட்டாஸ் ஆல்டர்னேட்டிவாக வந்துட்டு இருக்குங்க சாரி நம்ப த்ரீ எயிட் இது வந்து கிரே கலர் ஒயிட் அண்ட் black காம்பினேஷனுங்க எல்லாமே ஃப்ரெஷ் ஸ்டாக்குங்க இந்த வீக் ப்ரொடக்ஷன் பண்ண ஃப்ரெஷ் ஸ்டாக் பீசஸ் கண்டிப்பாக இந்த சாரிஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக இருப்பீங்க கண்டிப்பா. இந்த சாரீஸ் எல்லாம் பியூர் சில்குங்கிறதுனால கண்டிப்பா dry wash மட்டுமே தாங்க பண்ணணும் நார்மல் ஹேண்ட் வாஷ் பண்ணக்கூடாது நெக்ஸ்ட் சாரீ 839 இது வந்து மெஜெண்டா கலர் ரிட்டன் பாலிசி பொறுத்த வரைக்கும் சேரீ உங்களுக்கு டேமேஜாக வந்ததுனாலோ அல்லது நீங்கள் புக் பண்ண சேரீ இல்லாமல் வேறு சேரீ வந்ததுனாலோ தாராளமாக அப்ரோச் பண்ணலாம் அதுக்கு கம்பல்சரி பார்சல் ஓப்பனிங் வீடியோ வேணுங்க பார்சல் ஓப்பன் பண்ணுறதுலேருந்தே சேரீ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்து ஏதாவது ஃபால்ட் இருந்ததுன்னா வீடியோலேயே மென்ஷன் பண்ணுங்கள் ஸாரீ நம்பர் எயிட் ஃபோர் ஜீரோ கலருக்கோ குவாலிட்டி இஷ்யூஸ்க்கோ கைத்தறி மார்க்ஸ்க்கோ ரிட்டர்ன் பாசிபிள் இல்லைங்க அண்டு நீங்கள் பயப்படவும் வேண்டியதில்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் எந்த ஒரு சேரீயுமே டேமேஜோடு வரவே வராதுங்க நம்ம அதுக்குன்னே ஆட்கள் வச்சு செக் பண்ணி தான் அனுப்புகிறோம் இப்போ நீங்கள் பார்க்குறது பெய்ச் வித் கோல்டு காம்பினேஷனில் இருக்குங்க இந்த சேரீயுடைய கலர் பெய்ச் கலர் வித் கோல்டு காம்பினேஷன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற எல்லா சேரிலேயுமே கோல்டு சில்வர் இந்த ரெண்டு டெஸ்ட்டு தெரியுமே நம்ம புட்டாஸ்க் யூஸ் பண்ணியிருக்கோங்க சேரீ நம்பர் எயிட் இது வந்து மஸ்டர்ட் எல்லோ சாரியோடைய கலர் மஸ்டர்ட் எல்லோ சாரியுடைய ப்ரைஸ் 6,000 தௌசண்ட் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கில் ஆல் ஓவர் இண்டியா உங்களுக்கு கிடைக்கும் ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன் போயிட்டீங்கன்னா கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் அக்கவுண்ட் ட்ரான்ஸ்ஃபர் நாலு ஆப்ஷன்ஸ் இருக்குதுங்க எது வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் சிங்கிள் சேரீ கூட பர்ச்சேஸ் பண்ணலாம் எவ்வளோ நம்பர் ஆஃப் சேரீ வேணாலும் நீங்கள் ப்ரீபேமெண்ட் ஆப்ஷனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சாரி நம்பர் எயிட் இது வந்து வயலட் Dark Violet Color கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குங்க, கேஷ் ஆன் டெலிவரிக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஸேரீ புக் நீங்கள் பே பண்ணாதா, உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணி பார்சல் சென்ட் பண்ணுவோம் பார்சல் ரிசீவ் பண்ணும்போது சாரியுடைய ப்ரைஸ் சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் கொடுத்து நீங்கள் பார்சல் வாங்கிக்கலாங்க சாரி நம்பர் எயிட் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனில் நீங்கள் ஒரு சாரி மட்டுமே ஒரு டைமில் புக் பண்ண முடியும் அந்த சாரீ பார்சல் வாங்கினீங்கன்னா தான் நெக்ஸ்ட் சாரியை திரும்பவும் கேஷ் ஆன் டெலிவரியில் புக் பண்ண முடியுங்க அதே மாதிரி டசில்ஸ் போடுற ஆப்ஷன்ஸ் இப்போ நம்ம இந்த கலெக்ஷன்ஸ்லையே சில ஸாரீஸ் வந்து நம்ம டசில்ஸ் போடலை நீங்கள் டசில்ஸ் வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ப்ரீபேமெண்ட் ஆப்ஷனில் புக் பண்ணுறீங்கன்னா அது அறாளமாக கேளுங்க ஒன் டே எக்ஸ்ட்ரா எடுத்தால் கூட நம்ம போட்டு கொடுக்குறோம் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனில் டசில்ஸ் போட்டு கொடுக்குற ஆப்ஷன் இல்லைங்க இந்த சாரியுடைய கலர் நான் சொல்லிடுறேன் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு கலரில் இருக்குது இது வந்து ஒரு க்ரீன் க்ரீனே வந்து பார்த்துட்டிங்கன்னா நார்மல் க்ரீன் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஷேடில் இருக்குது பேஸ்டல் க்ரீன் மாதிரி இருக்குது சாரி நம்பர் 845 இது வந்து டபுள் ஷேடு ப்ளூயிஷ் க்ரீன் நல்லா ராயல் ப்ளூவும் அண்டு லைட் பேஸ்டல் க்ரீனும் மிக்ஸ் ஆன கலரில் இருக்குங்க இது டபுள் ஷேடுங்க இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் அவைலபிளாக இருக்குங்க இன்டர்நேஷனல் ஷிப்பிங்கு ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வரும் நீங்கள் ஒரு சாரீ பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஒரு அமௌண்ட் வருங்க இதே அது கூடவே செகண்ட் அண்டு தேர்ட் சேரீ நீங்கள் ஒரே பார்சலில் ஆட் பண்ணும் போது உங்களுக்கு வந்து ஒரு லிட்டில் அமௌண்ட் மட்டும் என்னாகும் அப்படின்னா ஆட் ஆகும் சேரீ நம்பர் எயிட் ஃபோர் சிக்ஸ் நம்ம ரெகுலராக டிஹெச்எல் மூலமாக நம்ம வந்து கொரியர் வந்து அனுப்பிட்டே தாங்க இருக்கும் எவ்ரிடே அட்லீஸ்ட் ஒன் ஆர் டூ பார்சல்ஸ் வந்து நம்ம சென்ட் பண்ணிவிட்டு தான் இருக்கும் இந்த சாரியோடைய கலர் 6,000 உங்களுக்கு கிடைக்கும் சாரி நம்பர் எயிட் போர் செவன் இது வந்து பீச் கலர் சாரியுடைய கலர் பீச் கலர் நீங்கள் நேரில் சிறுமுகைக்கு நேரில் வந்து கூட விசிட் பண்ணி ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணலாங்க ஷாப்பில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஆனால் இப்போ நான் காட்டுற இந்த சாரீஸாக நீங்கள் ஷாப்பில் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியாது ஏன் அப்படின்னா நம்ம இப்போ இந்த வீடியோலேயே ஷோ பண்ணுறோம் இந்த வீடியோவில் ஷோ ஆகும்போது வாட்ஸ்அப் மூலமாகவே இந்த சாரீஸ் புக் ஆகிருங்க ஸோ அப்போ இந்த சாரீஸை நீங்கள் பார்க்க முடியாது இதே மாதிரி இருக்கக்கூடிய வேறு சாரீஸ் நீங்கள் தாராளமாக ஷாப்பில் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு சாரீயுடைய நம்பர் எயிட் இது வந்து குங்குமம் ரெட் கலர்ல இருக்குங்க இந்த சாரி கலர் எல்லா சாரீஸ்லயுமே வரக்கூடிய பிளவுஸ் வந்து பிளைன் பிளவுஸுங்க அண்டு நம்ம கொடுக்குற ப்ரைஸே வந்து குறைச்சி தான் கொடுக்குறோங்க ஸோ நிறைய பேர் வந்து ஷாப்பில் வந்துட்டு அகைன் பார்கன் பண்ணுற மாதிரி இருக்குங்க ஸோ ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் தான் பார்கன் கிடையாதுங்க சாரி நம்பர் எயிட் இது வந்து டபுள் ஷேட் டபுள் ஷேட்ல பார்த்துட்டீங்கன்னா என்னென்ன கலர் அப்படின்னா பெய்ஜ் பெய்ஜும் அண்ட் லைட் ரெட் கலரும் மிக்சிங்கில் இருக்குங்க இது டபுள் ஷேடுங் அண்ட் ரெட் கலர் மிக்சிங் இருக்குங்க எல்லாமே சாரி டிஃபரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆன கலர் தௌசண்ட் இந்த ஒரு சாரியில மட்டும் வருதுங்க பாடி ஆப் சாரி கிரீன் பழுவன் பிளவுஸ் பிங்கிஷ் ஆரஞ்ச் மற்ற எல்லா சாரியுமே வந்து ஒரு ட்வெண்ட்டி சாரீஸ் உங்களுக்கு வந்து சிங்கிள் கலர்ல வரும் இந்த ஒரே ஒரு சாரி மட்டும் கான்ட்ராஸ்ட்ல வருதுங்க இதுவுமே சேம் பிரைஸ் தான் சாரியுடைய நம்பர் எயிட் ஃபைவ் ஒன் இந்த சாரியுடைய கலர் வயலட் கலர் இந்த வயலட் கலருங்கிறது ஒரு ப்ளூ மிக்ஸ் மிக்சர் தாங்க இருக்கும் நெக்ஸ்ட் சேரீ எயிட் இது வந்து பிளாக் கலருங்க சாரியுடைய கலர் black color. WhatsApp மூலமாக இந்த சாரீஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நீங்கள் பண்ண வேண்டியது நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஜீரோ இருக்குங்க இந்த நம்பரு தான் வாட்ஸ்அப் புக்கிங் நம்பர் இந்த நம்பருக்கு நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணால் போதும் அது என்ன அப்படின்னா ஸாரீயோடைய கோடு சென்ட் பண்ணும்போதே நீங்கள் புக் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா போதும் ஓல்டு மெசேஜஸ்லேருந்து தான் ரீசன்ட் மெசேஜஸ் வந்து நம்ம ரிப்ளை பண்ணிவிட்டு வருவோம் அப்படி பண்ணிவிட்டு வரும்போது உங்கள் மெசேஜ் நம்ம பார்க்கும்போது அந்த சேரீ அவைலபிளாக இருக்குது அதாவது நீங்கள் புக் பண்ணிங்கன்னு சொன்னீங்கன்னா மட்டுமே நம்ம அதை அவைலபிளான்னு பார்த்துட்டு உடனே என்ன பண்ணுவோன்னா உங்கள் நம்பரை நோட் பண்ணிவிட்டு புக்குடு ஃபார் யூ அப்படிங்கிற ரிப்ளை கொடுப்போம் அக்கௌண்ட் பேவா கூகுள் பேவா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு எது வேணும்னு நம்ம கேட்போம் நீ அவைலபிளாக இல்லை ஃபோட்டோ மட்டும் அனுப்புனீங்கன்னா மேபி அது அவைலபிள்னா அவைலபிள் மட்டும் சொல்லுவோம் உங்கள் நம்பர் நோட் பண்ணவே மாட்டோம் உங்களுக்கு அடுத்து யார் அந்த சேரீ கேட்டாலுமே அவங்களுக்கு நம்ம புக் பண்ணிடுவோம் இப்போ இது நீங்கள் பார்த்தது வந்து டபுள் ஷேடு இது என்னென்ன கலர் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் எல்லோ அண்ட் பிங்க் கலர் எல்லோ அண்டு பிங்க் காம்பினேஷனில் இருக்கக்கூடிய சாரீ சாரீ நம்பர் எயிட் ஃபைவ் ஃபோர் இந்த கலர் லோட்டஸ் பிங்க் இந்த சேரீ வரக்கூடிய டிசைன் ரெண்டு ட்ரையாங்கல் வந்து இருக்குங்க சில்வர் டெஸ்ட் ஜெரீலையும் ஜெரீலையும் சாரி நம்பர் எயிட் டபுள் ஃபைவ் சாரியுடைய கலர் beige கலர் நெக்ஸ்ட் சாரியுடைய நம்பர் எயிட் ஃபைவ் சிக்ஸ் ஸாரீயுடைய கலர் மெஜெண்டா கலர் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்த எல்லா சாரீஸுமே பார்த்துட்டிங்கன்னா சிங்கிள் கலரில் இருக்கக்கூடியது பியூர் சாஃப்சில் சாரீஸ் ஹேண்ட்லூம் மேடுங்க ஒவ்வொரு சேரீ கூடையும் கட் டைம் சில்க் மார்க் டேக் வந்துடும் சிக்ஸ் தௌசண்ட் ருப்பீஸ்க்கு நம்ம பார்த்தோம் பிடிச்சிருந்ததுன்னா வாட்ஸ்அப் மூலமாக கான்டாக்ட் பண்ணிக்கலாங்க அதாவது சாரீ கோடு சென்ட் பண்ணுங்கள் சாரீ கோடு சென்ட் பண்ணும்போதே அது உங்களுக்கு 100% பர்சன்ட் வேணும்னா புக் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் ஒவ்வொரு சாரியுமே இந்த சில்க் மார்க் சர்டிஃபிகேஷனோட தான் உங்களுக்கு கிடைக்குதுங்க thank you for watching.